வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கஞ்சநாயகப்பட்டியில் உள்ள முனிப்பன் கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோடய சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பூசாரி சொல்ல போகிறாரு ஏன்னா இந்த பக்கம் எதிர்த்தியாக வந்தோம் ஏன்னா இந்த ஏரியை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குனீஸ்வரன் கோயில் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே அருசாமியிலே இருக்க இந்த கோயில் இந்த கோயில் எப்படி இருக்குமான சாமி சேலத்துல பார்க்க முடியாதது உங்களுக்கு அந்த காட்சி தருணம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை நான் காட்டுறேன் ஏன்னா இதுக்குண்டான விளக்கம் வந்து நம்ம பூசாரிய இப்ப சொல்ல போறாரு அந்த கோயில பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால என்ன வேணும் நடக்கும் அப்படின்ட்டு சிறப்பம்சங்கள் என்னங்கய்யா சொல்லுங்க உங்க பேரு சொல்லுங்க என் பேருங்க இந்த குழந்தைங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லாதீங்க வேண்டதில்ல வச்சாங்களா கிடா பொங்கல் வச்சு இங்கேயே விருந்து வைக்கிறன்னு கும்பிட்டாங்களா இந்த குழந்த அந்த வருஷமாக குழந்த இருக்கும் பத்து வருஷமாக இருபது வருஷங்களோட இல்லாத குழந்த எல்லாத்தையும் வருவாங்க இந்த பயந்து அழுப்பம் வந்து இந்த பேய் பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்கல்ல இந்த மாதிரி விலங்கு வச்சு கட்டி விட்ருவேன் ஓஹோ அந்த மாதிரி கட்டானுனாக்கா கட்டி நீர் கொடுப்பாங்க கொடுத்தனாக்க மூணு நாளையிலே உடம்பு நல்லா சுத்தாக்கி போயிடும் அதை வந்து பார்க்கல இது பிடிச்சிவிட்டு ஆறு கோயிலுக்கிட்ட ஆறும் வரக்கூடாது வரக்கூடாது இந்த குடிக்கிறவங்களுக்கு கவரும் கட்டி கட்டி விட்டு போய் தவறி குடிச்சு குடும்பத்துல பண்ற மாதிரி கோரிக்கை வச்சுட்டோம்னா கூட்டம் அதிகமா இருக்கும் இது பண்ணிருக்கீங்க பண்டிகை ஆடி மாதம் பண்டிகை திங்க்கிழமை நாளைக்கு இது பண்டிகை அந்த பண்டிகை நாளைக்கு நிறையா ஒரு ஐநூறு அறுநூறு கோயிலாக இருப்பாங்க கோயில் கடாயி ஒரு நூறு கடைக்கு பக்கமாக இருப்பாங்க அப்புறம் அந்த மாதம் புள்ளாவே வந்துக்கிட்டே இருப்பாங்க அம்மாவாசை பௌர்ணமி சரி அமாவாசை பௌர்ணமிக்கு வருவாங்களா வருவாங்க பௌர்ணமிக்கு வருவாங்க ரொம்ப சேமித்துக்கு வருவாங்க அப்பா சரி சரிங்க இல்ல கோழி எல்லாம் இங்க பண்ணுவீங்களா เงี้ย அந்த சுத்தி போறதெல்லாம் அந்த வலكم இருக்குன்னே அத அப்படியே இந்த மாதிரி கட்ட கட்டறதுக்கு தான் ஓ கட்ட கட்டறதுக்கு தான் பண்றீங்க கட்ட கட்டறதுக்கு பைந்தல் புனாய் வடம் செல்லாத வந்தாங்கல ஆமாங்க பாவர் நம்பி வர்றாங்க நம்ம சாமி போறதுக்கு வருவாங்க அக்கா சரி சரிங்க இல்ல கோழி எல்லாம் இங்க பண்ணுவீங்களா เงี้ย அந்த சுத்தி போறதெல்லாம் அந்த வலكم இருக்குன்னே அத அப்படியே இந்த மாதிரி கட்ட கட்டறதுக்கு தான் ஓ கட்ட கட்டறதுக்கு தான் பண்றீங்க வந்து சாப்பாடு போடுவாங்க வேலைக்கு வேண்டுதல்லை கொண்டாது வெளியூர் உடனே குழந்தைங்க oh, பார்த்தீங்க சேலத்தில் அருகாமையில் காவப்பட்டன் கோயில பாரு காவப்பட்ட முனியப்பன் கோயில் கண்டிப்பா வந்துட்டு பிடிச்சா விஷயம்